அலாமலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ உலகி வசல்லம் அவர்களின் வரலாற்று தொடரில் இன்று பதிமூனாவது நாள் நபியவர்கள் இரவில் தமது வீட்டில் தொழுவார்கள் அவர்களின் வீட்டின் சுவர் குறைந்த உயரம் கொண்டதாக இருந்ததால் நபியவர்கள் தொழுவதை நபித்தோழர்கள் காண்பார்கள் இது புகாரியில் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு நபியவர்கள் வசித்த வீட்டின் நிலை இதுதான் செல்வ செழிப்பில் புரண்டு எல்லாவிதமான சுகங்களையும் அனுபவித்து பழகிய நபிகள் நாயகம் அவர்கள் கொண்ட கொள்கைக்காக அனைத்தையும் இழக்கிறார்கள் நாட்டை விட்டு விரட்டப்பட்டதற்கு பிறகு அவர்களின் காலடியில் அரபு பிரதேசமே மண்டியிடுகிறது இப்போது அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழாவிட்டாலும் சராசரி மனிதனின் ஆசைப்படும் வாழ்க்கையாவது வாழ்ந்திருக்கலாம் ஆனாலும் அரசு பணத்தில் எதையும் தொடுவதில்லை என்ற கொள்கையின் காரணமாக கடைநிலையில் உள்ள ஏழையின் வாழ்க்கையை விட கீழான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அரசியல் தலைமை ஆன்மீக தலைமை ஆகிய இரண்டு தலைமைகள் இருந்தும் இவற்றை பயன்படுத்தி அவர்கள் எதையும் தமக்காக சேர்க்கவில்லை என்பதற்கு இவைகள் போதுமான சான்றுகளாக உண்டு எையோர் உணவு உடை வாழ்க்கை முறை இவற்றில் கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பார்கள் ஆனால் தங்கள் சந்தித சந்ததியினர்களின் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துவிட்டு மரணிப்பார்கள் அவர்கள் மரணிக்கும் அவர்களிடம் ஏராளமான செல்வங்கள் இருந்தது உலகத்திற்கு தெரிய நபிகள் நாயகம் அவர்களும் இதுபோல் வாயை கட்டி வயிற்றை கட்டி தம்து வாரிசுகளுக்கு சேர்த்து வைத்திருப்பார்களோ என்று எண்ணிவிடாதீர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகியவசல்ல அவர்கள் உலக மகா வல்லரசரின் அதிபராக இருந்த நிலையில் மரணித்த அவர்கள் அற்பமான கடனை கூட நிறைவேற்றாத நிலையில் மரணமடைந்தார்கள் 30 படி கோதுமைக்காக நபி அவர்கள் தமது கவச ஆடையை ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைத்திருந்தார்கள் அதை மீட்காமலே மரணிக்கிறார்கள் என்று அவர்களின் மனைவி ஆயிஷா நாயகி சொன்னதாக புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு வந்தவர்களுக்கெல்லாம் அரசு கருவூரத்திலிருந்து வாரி வழங்கிய மாமன்னர் நபியவர்கள் கடனாக கூட அரசு கருவூரத்திலிருந்து எதையும் பெற்று கொள்ளவில்லை நாட்டின் குடிமகன் ஒருவரிடத்தில் அதுவும் யூதரிடத்தில் தமது கவசத்தை அடமானமாக வைத்து முப்பது கோதுமையை பெற்றுள்ளார்கள் என்பதும் அந்த கவசாடையை மீட்காமலே மரணித்து விட்டார்கள் என்பதும் உலக வரலாற்றில் எந்த மன்னரும் வாழ்ந்து காட்டாத வாழ்க்கை மரணிக்கும் போது அவர்கள் விட்டு சொத்துக்களின் பட்டியல் தெரியுமா நபி அவர்கள் மரணிக்கும் போது தங்க காசையோ வெள்ளி காசையோ அடிமைகளையோ வேறு எதையும் விட்டு செல்லவில்லை தமது வெள்ளை கோவேரி கழுதை தமது ஆயுதங்கள் தர்மமாக வழங்கி சென்ற நிலம் ஆகியவற்றைத்தான் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்று புகாரியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி கூறப்பட்டிருக்கு நபி அவர்கள் ஆட்சியில் நாட்டை காக்கும் இராணுவத்தினருக்கு எந்த ஊதியமும் அளிக்கப்படவில்லை இறைவன் திருப்தியை நோக்கமாக கொண்டே மக்கள் போர்களில் பங்கு கொள்வார்கள் போரில் வெற்றி கிடைத்தால் தோற்று ஓடக்கூடியவர்கள் விட்டு செல்லும் உடைமைகளும் கைது செய்யப்பட்டவர்களும் கைப்பற்றப்பட்ட நிலங்களும் போரில் பங்கு கொண்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நபிகள் நாயகம் இவ்வாறு போரில் பங்கு கொண்டதால் அவர்களுக்கும் இதுபோன்று பங்குகள் கிடைத்தன ஹைபர் பதக் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கிடைத்த நிலம் நபிகள் நாயகத்திடம் இருந்தது அதுவும் அவர்கள் விற்று சென்ற சொத்தாகும் பத்து ஆண்டுகள் மாமன்னராக ஆட்சி நபிகள் நாயகம் செல்லாகு அழகி வல்லம் அவர்கள் மரணிக்கும் போது விட்டு சென்ற சொத்துக்கள் இவைகள்தாம் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் எத்தனை ஆளுமிக்க தலைவர்களை அரசர்களை முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறோம் அவர்கள் மரணிக்கும் போது அவர்களின் சொத்துக்களும் அவர்களின் வாரிசுகளின் சொத்துக்களும் படித்தரங்கள் உயர்ந்து செல்கின்றன ஆனால் அல்லஹாவின் தூதர் அவர்கள் நபியாக ஆகும்போதும் இருந்த சொத்துக்களின் நிலையை கண்டு நாம் வியப்படைகிறோம் ஆம் எல்லாவற்றுக்கும் முன் நபிகள் நாயகம் சல்லுள்ளாகு அலகி வசல்லம் அவர்கள்தாம் நாளையும் பார்ப்போம் அசலாமலைக்கும்